வளம் பெருக்கும் மண்வளமும் வான் செழிக்கும் நீர்வளமும் கொண்டியின் முத்தமிழும் சைவமும் செழிப்பாகும் அன்னையின் பன்னிரண்டாவது தசாப்த காலத்தில் தவிழ்ந்து அகவைகள் நூற்றி பதினொன்றை கண்டு மகளும் வேளையில் மானி அன்னையின் வரலாற்று பக்கங்களில் இருந்து சில பகுதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து காலங்களில் நம் நாட்டின் வரலாறு பற்றி யாவரும் அறிந்த ஒன்றே முத்தமிழும் சைவமும் என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும் எனும் துணிப்பொருளில் பெரியார்களின் நச்சிந்தனை நோக்கில் பாடசாலைகள் தனித்தனியாக விதைக்கப்பட்ட காலம் அது ஆங்கிலேயர் காலத்தில் கிறிஸ்தவ மிஷனரிகளின் பிரச்சாரம் காரணமாகவும் ஆங்கில கல்விக்கும் கிறிஸ்தவ சமயத்துக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது ஆங்கில கல்வியை தொடங்கும் நோக்குடன் பெருந்தொகை மக்கள் மிஷனரி பாடசாலைகளில் நாட்டம் காட்டியது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துகளில் மானிப்பாய் விவேகானந்தா மண்டபத்தில் திரு மயூரன் பிலிப்ஸ் என்பவரால் ஆட்டப்பட்ட உரையினால் உணர்வானது தட்டியெழுப்பப்பட்டது மானிப்பாயில் உள்ள நிதி வல்லல்கள் சிலர் எஸ் லோட்டன் அவர்கள் தலைமையில் ஒன்று கூடி பாடசாலையை ஸ்தாபிப்பதற்கு நிதி சேகரிக்கத் தொடங்கினர் இந்த வகையில் முதலாவதாக சந்தித்த நபர் திரு சங்கரப்பிள்ளை அவர்களாவார் சமூக பெரியோர்களால் கூட்டம் ஒன்று கூட்டப்பட்டு திரு சங்கரப்பிள்ளை அவர்களை தலைவராக தெரிவு செய்து கொண்டனர் அன்றைய கூட்டத்திலே அத்திவார பிரதம நீதியரசர் ஜோசப் கட்சிம்சன் அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஜூலை நான்காம் தேதி அன்று இக்கல்லூரியின் அத்திவாரம் நாட்டப்பட்டு பூர்த்தியானதும் மாணி விவேகானந்தா மண்டபத்தில் இயங்கிய இப்பாடசாலை ஆனது புதிய கட்டடத்துக்கு மாற்றப்பட்டது அன்று தொட்டு ஜூலை நான்காம் தேதி கல்லூரி நினைவாக விளையாட்டுப் போட்டி நடைபெற்று வந்தது மாணியன்னை கடவுளுக்காகவும் நாட்டுக்காகவும் சேவை செய்ட வாசகத்தை கொண்டதுடன் இவ்வாறு வளர்ச்சி பெற்ற மாணி இந்துவின் திரு எஸ் வீரசுவாமி பிள்ளை ஆயிரத்தி நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சுவாமி விபிலானந்தர் அவர்கள் அதிபராக பணியாற்றினார் இதன்பின் மானி இந்து வளர்ச்சியின் பொற்காலங்கள பல பிரசித்தமானவர்களாலும் வர்ணிக்கப்பட்ட பெருமை திருவி சாரும் இவருடைய காலத்தில் இருபத்தி மூன்றுகளில் இலச்சனை இது நான்கு பிரதான பிரிவுகளை கொண்டது மத்தியில் இலங்கையும் இந்நான்கு பிரிவுகளான ஓலைச்சுவடி கலையையும் ஓம் ஆன்மாவையும் தாமரை இதயத்தையும் கை வலிமையையும் குறித்து காட்டுவது மிகவும் சிறப்பம்சமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் நான்கு இல்லங்கள் அமைக்கப்பட்டு இல்ல விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு வந்தன இலங்கை வரலாற்றில் முதன் முறையாக பிரிக்கப்பட்டு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டது என்ற பெருமை மாணி இந்துவை சாரும் ஆயிரத்தி இவரது காலத்தில்தான் பெண் மாணவர்கள் அனுமதிக்கப்பட்டனர் திரு சி அவர்கள் அதிபரானதுடன் அவர்காலத்திலேயே பெண்கள் கல்லூரிக்கென புறம்பாக கட்டடம் அமைக்கப்பட்டது பழைய மாணவரான பேராசிரியர் சின்னத்தம்பி நவீன வசதி கொண்ட நூல் அமைத்துக் கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றுகளில் மாணவர் விடுதியும் அமைக்கப்பட்டு வெளிமாகாண பிள்ளைகளுக்கும் கல்வி வாயில மானிய அரவணைப்பு கொடுத்தாள் எண்பத்தி ஒன்பது மற்றும் தொண்ணூற்றி வரை கால திரு சி கேசவராஜன் அவர்கள் அதிபராக அலங்கரிக்க மானி இந்து மீண்டும் புத்துணர்ச்சி பெற்றது மானி இந்து வரலாற்றின் பழைய மாணவனாக இருந்தது மட்டுமன்றி மான இந்து வரலாற்றின் கொத்தனி அதிபராக கடுமையாற்றிய பெருமை இவரையே சாரும் ஆயிரத்தி தொடக்கம் ரெண்டாயிரத்தி வரை திரு சண்முகநாதன் அவர்கள் அதிபராகி கணனியறையையும் அமைத்து தந்தார் சமயங்களில் அக்கறை காட்டிய மற்றும் பற்றுடைய இவர் நவீன நூல் மற்றும் முகப்பில் சரஸ்வதி அன்னையையும் உருவச்சிலையாக அமைத்ததும் மட்டுமன்றி கட்சிம்சன் மண்டபத்தில் தனது சேவை காலத்தில் யாகம் வளர்த்து சமய குரவர் நால்வரது திரு வீரசிங்கம் அதிபராக இருந்த காலப்பகுதியில் இடம்பெற்ற சம்பிரதாயங்களை அழிந்துவிடாது மீண்டும் கட்டியெழுப்பினார் அவரை தொடர்ந்து இரண்டாயிரத்தி மூன்று தொடக்கம் இரண்டாயிரத்தி ஐந்து காலப்பகுதிகளில் பதில் அதிபராக திரு கே ஜெகநாதன் அவர்கள் கடுமையாற்றினார் அன்னையின் நூற்றாண்டினை மிகவும் கோலாகலமாக புத்துணர்ச்சி கொடுத்த பெருமை அதிபர் சானா சிவனேஸ்வரன் அவரையே சாரும் ஆர்வி வி ஆறுமுகம் விளையாட்டரங்கு துறை அய்யா திறந்த வெளியரங்கு மித்திரன் மற்றும் சிவதாசனரங்கு பிரார்த்தனை மண்டபம் முதலியார் மகேசன் மண்டபம் போன்றன அமைக்கப்பட்டன இரண்டாயிரத்தி பதினைந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி பதினேழு வரையான காலப்பகுதியில் திதி இ இந்திரபாலா அவர்கள் பாடசாலையை சீராக ஓட்டம் கண்டு 22 9 ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது வரை சி இந்திரகுமார் அவர்கள் பாடசாலையை அலங்கரித்தார் இவர் காலப்பகுதியில் மூன்று மாடி கட்டடம் ஒன்று உருவாக்கப்பட்டு பூர்த்தியாக்கப்பட்டதுடன் விளையாட்டு துறையும் வளர்ச்சியடைந்தது இருபத்தி மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபதில் இருந்து இன்று வரை காலப்பகுதியை திரு செல்லையா இளங்கோவன் அவர்கள் அதிபராக கடமையேற்றி வருகிறார் இன்று மாணி அன்னை கல்வி ஒழுக்கம் பசுமை சுற்றுச்சூழல் நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் பல சிறப்பு அம்சங்களைக் கொண்டு ஓர் தேசிய பாடசாலையாக வாழ்ந்து பெரும் விருட்சமாக அனைவருக்கும் பயனளிக்கின்றாள்